அந்த தண்ணி தண்ணி பாய்ச்சிங்க தண்ணி பார்த்து கொடுக்க எந்தைக்கு அது கூடுங்க தண்ணி நேத்து மல்லி அடைஞ்ச தண்ணி பஞ்சிட்டிருக்கே சரி நான் வர நான் கேக்குறேன் வலி மட்டும் வரது பலப்ப வந்துடே ஹே எடுத்துறியா நான் எடுத்துடறேன் இന്നെ தண்ணி பையிட்டோம் 7 இது எங்க 7 இருக்கு 6 தான் இருக்கு இதான அதுக்கு சேர்த்து 3 தான 3 3 6 6 இது ஆமா 6 6 6 6 இது சொல்லு 6 6 இதெல்லாம் 6 இருந்து 6 இருந்து ஆதி 6 டாக்டர் தரலா வர ஒரு நாள் நாற்பத்தஞ்ச